ஹாய் வணக்கம் வர்ணா ஃப்ரம் சிறுமுகை கைமுத்தூர் டிஸ்ட்ரிக்ட் இப்போ நீங்க பார்க்க போகிறது எல்லாமே ஃபுல் கிராண்ட் சரி ஒர்க் இருக்கக்கூடிய ஆல்சேல் சாரீஸ்ங்க வாங்க ஒவ்வொரு சாரியை பார்த்துரலாம் ஃபர்ஸ்ட் சாரியுடைய நம்பர் 715 இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே single color சாரிங்க body of சேரீ pallu and blouse, எல்லாமே ஒரே கலர்ல இருக்கக்கூடியது அண்ட் பியூர் சில்க் சாரிங்க வார்ப் அண்ட் வெஃப்ட் ரெண்டு சைடுமே பியூர் சில்க் த்ரெட் வச்சு கைத்தறில நெசவு பண்ண சாரிங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறது மஸ்டர்ட் எல்லோ கலரில் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு டெஸ்ட் ஜரிங்க ஜரியை பொறுத்த வரைக்கும் ஹாஃபைன் ஜரி சில்கை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் சில்க் இந்த சேரீல உங்களுக்கு பிளவுஸ் பிளைனாக இருக்கும் அண்ட் இன்னர் லேயர் உள் சுத்து பிளைனாக இருக்குங்க மற்றபடி ஆல் ஓவர் பாடி வந்து உங்களுக்கு ஃபுல் கிராண்ட் ஜரி ஒர்க் இருக்கும் வெயிட் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி டு சிக்ஸ் ஃபிஃப்டி இருக்கும் நெக்ஸ்ட் சாரி நம்பர் செவன் இது வந்து பீகாக் ப்ளூ கலர்ல இருக்குங்க இந்த சாரீஸ் பியூர் சில்க்குங்கிறதுனால கண்டிப்பாக ட்ரை வாஷ் மட்டும்தாங்க பண்ணணும் அண்ட் இதெல்லாமே ஹேண்ட்லூம் மெய்டுங்கிறதுனால சின்ன சின்ன ஹேண்ட்லூம் மார்க்ஸ் இருக்குங்க அதாவது சின்ன சின்னதாக வந்து அந்த த்ரெட்ஸ் வந்து தெரியுது டாப் அண்ட் பாட்டம்ல லைட் அண்ட் டார்க் காம்பினேஷன்ல த்ரெட்ஸ் நம்ம வீட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த லைட்ல டார்க் கலர் த்ரெட் அந்த ஹோக் மார்க்ஸ் தெரியுது இதெல்லாம் வந்து சகஜமா ஹேண்ட்லூம் சாரீஸ்ல இருக்கக்கூடியதுதாங்க நெக்ஸ்ட் சாரீஸ் செவன் இது வந்து price price offer 8,000 8,000 rupees. rupees இந்த வந்து cash cash on on delivery option இருக்குங்க, extra charges 200 பார்சல் சென்ட் பண்ணுவோம் 718 color, Violet Color na, Gold silver -o copper -o -use na Pre option na, Google pay, phone pay phone account transfer Nal options சென்ரட்ர்ட் கலர்லாம் சிங்கிள் சாரி கூட வேணாலும் இநல்ிங் அவைலபிளா இருக்குங்க இன்டர்நேஷனல் எக்ஸ்ட்ரா வருங்க இந்த ப்ரீபேமெண்ட்ல நீங்க சொல்லுங்க செவன் டூ ஜீரோ சாரியுடைய கலர் கிரே கலர் கிரே கலருங்கிறது கண்டிப்பா பிளாக் கலர் காம்பினேஷன் வருங்க் த்ரெட் சாரி நம்பர் 721 இது வந்து காவி ப்ரௌன் காவி கலருங்க இது கொஞ்சம் டார்க்கா இருக்கும் ஏன்னா இதை சொல்றேன்னா இது வந்து டார்க் ஆரஞ்சுன்னு சொல்ல முடியாது லைட் ரெட்டுன்னு சொல்ல முடியாதுங்க சோ அதனாலதான் நான் வந்து காவி கலர்னு சொல்றேன் கொஞ்சம் டார்க்கா இருக்கும் fulla gold tested zari daanga return policy பொறுத்த வரைக்கும் saree உங்களுக்கு damage-ஆ வந்ததனாலோ அல்லது நீங்க புக் பண்ண saree இல்லாம வேற saree வந்ததனாலோ approach பண்ணலாம் compulsory parcel opening video வேணுங்க அது ஒரே வீடியோவா இருக்கணும் saree number 722 pinkish orange double shade-ல இருக்குங்க pinkish orange இதுமே full and full gold tested zari தாங்க கலருக்கு குவாலிட்டி इश्यूजஸோ ஹேண்ட்லூ marks இருந்தாலோ கண்டிப்பா return possible இல்லைங்க கலர் பொறுத்த வரைக்கும் வீடியோ ஃபோட்டோ ரெண்டையுமே நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இது பியூர் சில்குங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் டெக்ஸ்டர் இருக்கும் பாலிஸ்டர் மாதிரி வளவளப்பாவோ அல்லது பலவளப்பாவோ ரொம்பலாம் இருக்காதுங்க பியூர் சில்க்கு ஏற்ற இருக்கும் அண்ட் ஹேண்ட்லூம் மேடுங்கிறதுனால கண்டிப்பாக சின்ன சின்ன ஹேண்ட்லூம் மார்க்ஸ் இருக்குங்க சாரி நம்பர் செவன் இது வந்து சிமெண்ட் கிரே கலர் இதுலேயுமே கோல்டு டெஸ்ட் சரி யூஸ் பண்ணியிருக்கோங்க இதில் கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருக்கோம் டாப் அண்ட் பாட்டமில் வரக்கூடிய பார்ட்ரு வந்து கொஞ்சம் விசபிளாக தெரியணுங்கிறதுக்காக கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கோம் இதுவும் சேம் ப்ரைஸ் தான் எயிட் தௌசண்ட் ருபீஸ்க்கு ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் கிடைக்கும் எவ்வளோ நம்பர் ஆஃப் சேரீ வேணாலும் நீங்கள் ப்ரீபேமெண்ட்டில் வாங்கிக்கலாம் ஆனால் கேஷ் ஆன் டெலிவரியில் அட் அடைமில் ஒரு சேரீ தான் புக் பண்ண முடியும் நெக்ஸ்ட் சேரீ கேஷ் ஆன் டெலிவரியில் புக் பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்ட்ரு சாரீ நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் புக் பண்ண முடியுங்க சாரி நம்பர் 724. டூ சாரி நம்பர் செவன் சாரியுடைய கலர் கிரீன் கலர் dark green கலர் இந்த சாரி சார் நீங்க வாட்ஸ்அப் மூலமா புக் பண்ணிக்கலாங்க வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ எயிட் இதுதான் வாட்ஸ்அப் புக்கிங் நம்பர் இந்த நம்பர்ல சாரீ கோடு சென்ட் பண்ணுங்க சாரி கோடு சென்ட் பண்ணும் book புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்க சாரி நம்பர் 725. இது வந்து ப்ளூ கலருங்க ராயல் ப்ளூ சாரியுடைய கலர் ராயல் ப்ளூ இந்த வீடியோலேயே மோர் தென் பிப்டீன் கிராண்ட் வார்க் சாரீஸ் ஆல்சோ சேரீஸ் பார்க்குறோம் அதுவும் எயிட் தௌசண்ட் ருபீஸ்க்கு இது எல்லாமே கைத்தறியில நெசர்வ் பண்ணால் பியூர் சில்க் சாரீங்க நீங்கள் கைத்தறிக்கு சப்போர்ட் பண்ணணும் அண்ட் பியூர் சில்க் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக எங்களை அப்ரோச் பண்ணலாம் நம்ம கிட்ட எந்த ஒரு மிக்ஸ் சாரீஸ்மே கிடையாதுங்க செமி சில்கோ அல்லது பாலிஸ்டர் மிக் மிக்ஸோ அல்லது கோன் மிக்ஸ் சாரீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க பியூர் சில்க்ஸ் மட்டும்தான் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கு சாரி நம்பர் செவன் டூ சிக்ஸ் இது வந்து என்ன கலர் அப்படின்னா வயலட் and ink blue மிக்சிங்ல இருக்குங்க ஸோ மேக்ஸிமம் பார்த்துட்டீங்கன்னா அந்த இங்கு ப்ளூ அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நல்லாவே தெரியும் சாரியுடைய கலர் இங்க் blue கலர் நெக்ஸ்ட் சாரி நம்பர் செவன் டூ இது வந்து அழகை கிரீன் கலருங்கிற இந்த வீடியோலயே பிடிச்சிருந்தது சாரி 728 டூ எயிட் சாரி நம்பர் செவன் வயலட் கலர் டார்க் கலருங்க சாரி எடைய கலர் வயலட் டார்க் மார்க்கெட்டில் நிறையா வந்து மிக்சிங்கில் அதாவது நான் பியூர் வந்து கொடுத்துட்ருக்காங்க அதாவது வந்துட்டுருக்கு அவைலபிளாக வர ஆரம்பிச்சிடுச்சு ஸோ நீங்கள் நம்ம பியூர் சில்க் வாங்கினாலும் சரி வேறு எங்கே பியூர் சில்க் வாங்கினாலும் சரி தயவு செஞ்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுதான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்தராக நீங்கள் வந்து எங்கே பர்ச்சேஸ் பண்ணாலுமே ஸோ எப்படி பியூர் சில்கை டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுங்கிறதுக்கு நிறைய யூடியூப் வீடியோஸ் வந்து அவைலபிளாக இருக்குதுங்க நீங்கள் வீட்லேயே வந்து சாதாரணமாக டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் இது பியூரா இல்லையா அப்படிங்கிறத ஸோ நம்ம சாரீஸுமே நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாங்க தாராளமாக ஒவ்வொரு சாரியுமே சில்க் மார்க் சர்டிஃபிகேஷனோட தான் வருது இந்த சில்க் மார்க் வந்து நம்ம பிளவுஸில் அட்டாச் பண்ணி கொடுப்போங்க வித் ஹோலோகிராமோட தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்